சொல்லிதற்கு ஆட்களே கிடையாது பெரிய கோடுக்க எப்படி இருக்கு அதுக்கு மேல பெரிய கூட போட்டீங்கன்னு அது பெரிய கூட ஆயிரும் என் பேர் ரேவதி நான் திருவண்ணாமலையிலருந்து பேசுறேன் தம்பி மகாவிஷ்ணு மட்டும்தான் வெளிப்படையாக அந்த உண்மையை இறைவன் எங்கே இருக்கார் எப்படி செயல்படுறாருங்கிறத சொன்னார் அதனால் அவரை நேரடியாக சந்திக்கணும் அவரை பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு அப்போ தான் கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க கொடைக்கானல் கிளாஸில் போய் அட்டன் பண்ண எனக்கு எல்லா கேள்விகளுக்கும் அங்கே எனக்கு பதில் கிடைச்சிது மனசு எப்படி செயல்படுது மனசை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டாவது அதிகமாக கும்புடுறது எங்கள் அப்பா முருகனை தான் கும்பிடும்போதே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லி தான் கும்பிடுவேன் எங்கள் அப்பா முருகன் தான் தங்க மகாவிஷ்ணு ரூபத்தில் எனக்கு குருவாக கிடைச்சிருக்காருன்னு நான் நூறு பெர்சன்ட் நம்புகிறேன் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் தீட்டு தீட்டுன்றீங்க எனக்கு புரியலையே கான்செப்ட் தீட்டுல இருக்கும் போது தாண்டா உண்மையாவே ஒரு பொண்ணுங்களை நம்ம கேர் பண்ண வேண்டிய டைம் எதுன்னா அந்த மூணு நாளோ நாலு நாளோ அதை ஏன் அவ்வளோ மூட அந்த பொண்ணுக்கு அவ்வளோ பெயின் இருக்கும் இல்லை ஒரு சில சமூகத்துல விளக்கியே வச்சுருவாங்க பக்கத்துலயே வந்துடுறாங்க ரொம்ப ஆதரவு வரும் எனக்கெல்லாம் அப்படி பார்த்தா எழுதி வச்சுங்க இன்னைக்கு ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி தரேன் உங்க மனைவி கிட்டையோ இல்லை உங்க தங்கச்சிக்கிட்டேயோ இல்லை உங்களுக்கு பிடித்த பெண்மணிகள் கிட்டயோ பீரியட்ஸ் டைமில் மட்டும் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருந்து சாக்லேட்ஸ் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு என்ன வேணுமோ பாசிட்டிவான வார்த்தையில் சொல்லிகூட இருந்துட்டிங்கன்னா அந்த பொண்ணு சாகிற வரைக்கும் உங்களை மறக்காது எளித இந்த உண்மையை இன்றைக்கி சொல்லித் தருவதற்கு ஆட்களே கிடையாது சாகிற வரைக்கும் அந்த பொண்ணால் உங்களை மறக்க முடியாது ஏன் மறக்க முடியாது அந்த நேரத்தில் அந்த பொண்ணை பார்த்து நாயோட கேவலமாக பார்ப்பாங்க ஏன் அது என்ன என்ன தவறுன்னு கேட்குறேன் தீட்டு தீட்டுன்றியே பத்து மாச தீட்டு ஒன்றாக சேர்ந்து தான் இப்போ ஒரு ஒரு பிள்ளையான வளர்ந்து வந்து நிற்கிறேன் இப்போ நான் உங்களை தொட்டா நீங்க ஏற்றுப்பீங்களா ஏற்றுப்பீங்களாங்க ஏற்றுட்டு தானே ஆகணும் வேற வழி இல்லை தம்பி என்ன தம்பி இது எப்படி அப்படிலாம் இல்லை உண்மைக்கு இது எதுவுமே கிடையாது ஏன் உண்மை கருணையில் இருக்கும் கஷ்டத்தை பார்க்கும் ஒரு உயிர் வந்து இவ்வளோ வேதனைப்படுது இந்த உயிரை நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பொண்டாட்டி மிளக்கம் வரும் வரும் வந்தாலும் சரி போய் தொலைதான எப்படி பார்த்தாலும் நம்ம பொண்டாட்டி நல்லா இருமா அப்படி போயிடுவீங்க நீங்கள் ஆனால் இதுவே இந்த அறிவு என்ன சொல்லுவோம் அவள் பண்ணது தப்பு அவள் பண்ணது தப்பு அவள் பண்ணது தப்பு அவள் பண்ணது தப்பு கால்குலேட்டிவ் உங்களுக்கு பிரச்சனையே அதுதான் அவங்களுக்கு ஏன் தெரியுமா உங்கள் குடும்ப வாழ்க்கையில நிம்மதியை வாழ முடியல இது ஏன் ஒரு சராசரி மனிதனால் பெண்களோட மனசை புரிஞ்சிக்கவே முடியும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இன்ஃபேக்ட் பெண்களோட மனதோட ஆண்களோட மனது தான் டூ காம்ப்ளிகேட்டட் தெரியுமா உங்களுக்கு ஏதோ வேலையில் பிஸியாக இருக்கிறதுனால வெளியூர் அதிகமாக பார்க்கறதுனால கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஆண்களோட மனசு டூ டூ டூ டூ காம்ப்ளிகேட்டட் அப்படி உங்களால் புரிஞ்சிக்க முடியுதுன்னா வீட்டில் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் ஏன் நிம்மதியாக இருக்க மாட்டேறீங்க அப்போ என்னென்னா நல்லா புரிஞ்சுங்க புருஷன் பொண்டாட்டி ஜாலியாக இருக்குன்னா ஒரே கான்செப்டு தான் வேறு நீங்கள் வேறு எங்கே போனீங்களோ பதில் இல்லை எளித்தார் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அடிச்சு நிமித்தி எல்லாம் பார்த்துட்டேன் அவ்வளோ தான் வேறு கிடையாது என்ன டெய்லி புது பொண்டாட்டியாகவே பார்க்கணும் டெய்லியும் புது புருஷனாகவே பார்க்கணும் இது ரெண்டும் உங்களுக்கு வரலன்னா வாழ்க்கை சாக்கடை தான் எத்தனை பேருக்கு புரியுது இதை டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் காலம் ஃபுல்லாக வாழ போகிறேன்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட் ஏற்படுத்திட்டு எண்பது வருஷத்துக்கு கமிட்மெண்ட் ரெடி புருஷம் பொண்டாட்டி அதுக்கு பேர் அந்த கமிட்மெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு அது என்ன ஏதுனே தெரியாமல் அது எப்படி வாழ்றதுனே தெரியாமல் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியாமல் அந்த டிசைனே தெரியாமல் அந்த கோரே தெரியாமல் நீ எனக்கு உண்மையாக இருக்குன்னு அவனுக்கு உண்மையாக இருக்குது என்னப்பா அது இது என்ன கேம் எனக்கு புரியல எனக்கு இது எப்படி வேலை செய்யும் கார் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதானே கார் ஓட்ட முடியும் கீர் எப்படி போடுறது தெரிஞ்சாதான கீரை போடுவீங்க இஷ்டத்துக்கு போட்டு ஓட்டிட்டு போடுவீங்களா நீங்க ஆக்சிலேட்டு பிரேக்கு கிளச் எதுன்னு தெரியணும்ல வித் கீரா வித் தெரியும் ஆயிருச்சு எப்படி பங்சர் போடுறது நட ரோட நின்றுச்சுனா என்னப்ப ஒண்ணுமே தெரியும் ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டாங்கன்னு வச்சு மெயின்டைன் பண்ணீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆயிரும் வந்தாங்க ஒருத்தன் இருபத்தெட்டு வயசுலங்க வாழ்க்கையே பிடிக்கிறேன் இருபத்தெட்டு வயசுல வாழ்க்கை பிடிக்கணும் அவ்வளவு பார்த்துட்டேங்கிறான் ஒண்ணுமே பார்த்துக்க மாட்டாங்க எழுதி தரேன் அதுக்குள்ளே வாழ்க்கையே பிடிக்கலன்னு உங்களுக்குலாம் ஒன்று ஒரு விஷயம் சொல்லித்தரேன் நல்லா புரிஞ்சுங்க புருஷன் கொண்டாட்டிக்கு உண்டான டாபிக் இவ்வளோதான் என்ன உங்களது கணவன் அல்லது மனைவி தவறு செய்யத்தான் செய்வார்கள் இதை மூலம் ஏற்றுக்கணும் நீங்கள் எல்லாருமே பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்குறீங்க அப்படி யாவனும் கிடையாது இந்த உலகத்தில் பர்ஃபெக்ஷன்ன்ற ஒரு வார்த்தையை தப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அது எப்படி பர்ஃபெக்ஷன் சொல்லுவீங்க நீங்கள் பர்ஃபெக்ட்ஷன் ஒன்று கொண்டு வந்து வைக்கிறீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் ஒன்று புதுசாக கொண்டு வந்து இந்த பர்ஃபெக்ஷனுக்கு இதை மேட்ச் பண்ணுங்க நான் ஒன்று கொண்டு வந்து வைப்பேன் உங்களால் மேட்சே பண்ண முடியாது எப்படி மேட்ச் பண்ணுவீங்க பெரிய கோடுன்னு ஏதாவது இருக்கா எப்படி இருக்கு அதுக்கு மேலே பெரிய கூடை போட்டீங்கன்னா அது பெரிய கூட ஆயிரும் அதுக்கு மேலே அதோட பெரிய கோடு போட்டீங்கன்னா என்ன இது மாதிரி மாறிட்டே இருக்கும்போது மனிதனோட மனமே நிலை இல்லாதது அவன் அவன் தப்பு கொண்டதுக்கு தான் பிறந்துடும் எல்லா தப்புன்னு சொல்றான் நான் ஒரே தப்பு மட்டும் சொல்ல காமம் குரோதம் மோகம் மதம் மார்ச்சரியம் டம்பம் தர்ப்பம் ஈருஷை அசுயை பத்து விதமான துர்குணங்கள் இருக்கு மனுஷனுக்கு தப்பு பண்றதுனாலதான் மனுஷன் அவன் அப்புறம் அவனை புடிச்சுட்டு தப்பே பண்ணாது தப்பே பண்ணாது தப்பே பண்ணாது எப்படி தப்பு பண்ணாம இருப்பான் எவங்க இன்னைக்கு வாழ்க்கையில தப்பு பண்ணல ஏன் கணவனுக்கும் மனைவிக்கும் மெயினாக பிரச்சனை வரக்கு உண்டான காரணம் என்னவென்றால் தயவு செய்து நன்றாக ரெண்டு காதை நல்லா ஓப்பன் பண்ணி வச்சிட்டு கேளுங்க மெயினான மேட்ரு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இதை இன்னைக்கு சொல்லித் தருவது காலில் எந்த பொருளை பார்க்குறீங்களோ அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி அந்த பொருளில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டேட்டா உங்க மண்டையில் நியூரான்ஸ்ல பதிஞ்சிருக்கோம் மொத்தத்தையும் கொண்டு வந்து உங்கள் கண் முன்னாடி காட்டும் அதுக்கு வேலையே அதுதான் இப்போ இந்த ஸ்பீக்கரை பாக்குங்க ஒரு செகண்ட் பாருங்க பாருங்கள் எல்லாரும் பாருங்கள் டக்குன்னு பாருங்க ஸ்பீக்கர் பாருங்க நான் சொன்னதுக்காக பார்த்தீங்க நீங்கள் கேஷுவலாக இப்போ இந்த ஸ்பீக்கரை பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் ஏன் இங்கே இருக்கு எங்கே இருந்து வருது இதுக்கு என்ன தோணுமா தோணாதா ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா ஃபுல் டேட்டாவும் கொடுக்குதா இல்லையா இப்போ இவரோட ஃபோட்டோவை பார்க்குறீங்க யார் இவர் எங்க தவம் பண்ணார் இவருக்கு என்ன சக்தி இருக்குது தோணுதா தோணும் இல்லையா புரியுதா புரியுது எங்க நான் சொல்றது இது போல உங்கள் பொண்டாட்டியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா அவங்க செஞ்ச நல்லது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வரவே வராது ஏன்னா எப்பயுமே மனிதனுடைய புத்தியை என்னென்னா பிராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் பெரிய ஒயிட் இருந்ததுன்னா தெரியும் ஒரே ஒரு டாட் கருப்பு இருந்ததுன்னா அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும் அப்போ என்னன்னா மனிதர்கள் தவறுகள் பண்ணுறது சகஜம்தான் அப்படின்ற உணறுதல் இல்லாமல் அந்த பக்குவம் இல்லாமல் நீ சரியாக தான் இருக்கணும்னு சொல்லி புஷ் பண்ணுறீங்க அது அவங்க கஷ்டப்படுறாங்க தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு அவங்களே அதுக்கு தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க முடிய மாட்டேங்குதே அப்போ என்ன பண்ண அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் மாறும் மாறணும் அந்த நம்பிக்கை இருந்தால் தான் மாறும் அப்போ என்ன புருஷனோ பொண்டாட்டியோ பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா ஆரம்பத்தில் லவ் பண்ணுறீங்க ஃபஸ்ட் நைட்டை கடந்து வரீங்க ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் முடியுது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனால் மொத்தமாக பஞ்சாயத்தில் வந்து நிற்கிறேன் அடித்து வெட்டி குத்திட்டு இப்போ கோர்ட்டு கேஸ் வரைக்கும் நிற்கிறீங்க காரணம் என்ன இப்போ பிடிக்க மாட்டேங்கிறேன் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் என் புருஷன் எப்படிலாம் இருந்துருக்கணும்னு ஆல்ரெடி ஒரு டேட்டாவை போட்டீங்க அந்த டேட்டா அப்படி அங்கே மேட்ச் ஆகாது எப்படியும் மேட்ச் ஆகாது கண்டிப்பாக மேட்ச் ஆகுது அப்போ அந்த டேட்டா அங்கே மேட்ச் ஆகலன்னு என்ன ஆகும் கான்ட்ரடிக்ஷன் ஆகுது அங்கேயே ஐயோ நம்ம இப்படி நினச்சோமே அப்பவே உங்களுக்கு நிம்மதி இருக்காது போயிடுச்சு அங்கேயே அவுட்டு அப்ப என்னுடைய கேள்வி என்ன நம்ம இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வேற மாதிரி வாழணும்னு நினைச்சா இது என்னடா இது வாழ்க்கையே வேற மாதிரி போகுது தோணுதா தோணிலையா அங்கேயும் உங்களுக்கு ஒத்துக்குங்க சோகமா இல்லையா அப்ப அந்த சோகத்தை முதல்ல வெளியில எப்படி வர்றதுன்றதுல முதல்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் இல்லைனா இந்த சோகத்தோடய வாழ்ந்துக்கிறேன்னா முடிஞ்சு போச்சு அதெல்லாம் பாதாளத்துல போய் உட்காந்துப்பீங்க எத்தனைக்கு புரியுது அப்ப எந்த பொருளை பார்த்தாலும் எந்த உயிரை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் உங்களுக்கு எது வரும்னா அதை பார்த்துனா மொத்த டேட்டாவும் ஓடும் இதில் குறிப்பாக நெகட்டிவ் டேட்டா அதிகமாக ஓடும் இவ்வளோ தான் மேட்டர் அப்போ பொண்டாட்டியை பார்க்கும்போது என்ன இவன் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கா என்னெல்லாம் பாசிட்டிவ் பண்ணியிருக்கா பாசிட்டிவ்லாம் வரவே வர பண்ண தப்பு தான் மெயினாக ஓடும் அந்த வெறுப்பு தான் மேலேயே நிற்கிது வார்த்தையெல்லாம் வரதுக்கு தயார் நிலையில் இருக்குது எப்போயுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லோடட மாதிரி எப்போ பார்த்தாலும் எரிச்சல் எப்போ பார்த்தாலும் கோபம் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நல்லா இருக்கிற மாதிரியே வெளியில் நல்லா காமிச்சிருப்பாங்க வீட்டுக்குள்ளே போனால் அடி பிரிச்சு மேய் வாங்கி அப்படின்னு பல ஃபேமிலியை ஒரு சில பேமிலி உள்ளுக்குள்ள அந்யோன்னியமா வேற லெவல்ல வெளில வந்தா சண்டை போட்டு ஒண்ணுமே அதுக்காக சரி முடியாது தவறுனு அவன் வாழ்க்கையிட்டு இருக்கான் இதனாலதான் சொன்னாங்க எல்லாருமே மனநோயாளிகள் ஒரு ஞானி நான் ஓபனா சொல்லிட்டேன் திருமூலர் எப்படி சொல்றாருன்னா அதை அதாகவே ஏற்றுக்கொள் அப்படிங்கிறார் அவரு டீசன்டா சொன்னாரு நான் ரொம்ப டீசெண்டா சொன்னேன் அவ்வளவுதான் வேற ஒன்னும் கிடையாது அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க ஸோ எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது வேற லெவலில் போயிட்டு இருக்கு அப்புறம் எது நடக்க இருக்கிறதோ முடிச்சிட்டாங்க இங்கேயே ஒரு டோட்டல் வாழ்க்கை ஃபினிஷ் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் எப்படிங்க இருக்கணும் எப்படி கரெக்டா கம்சம் எப்படி காம்சம் காட்டணுமா நீங்கள் இப்படியே உட்காந்திங்கன்னா கூட உங்களுக்கு நடக்க வேண்டிய வேலைகள் நடந்து முடியும் மிகச்சிறப்பாக முடியும்